பேங்கிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இந்த சாட்டில் இன்னைக்கு டே பார்த்திங்க அப்படின்னா ஜூன் டென்த் ஸோ ஜூன் டென்த்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு ரிவ்வியூ மாதிரி பார்க்க போகிறோம் ஜூன் டென்த் பார்த்திங்கன்னா நம்மளால லைவ் மார்க்கெட் ரெக்கார்ட் பண்ண முடியல பட் நம்ம டெய்லி பார்த்திங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் ஜென்ரேட் ஆனால் எப்படி இருக்கும் கேண்டல் கலர் எப்படி மாறும் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி அதே மாதிரி கால் வரையில எப்படி இருக்கும் என்ட்ரி பாயிண்ட் என்னவாக வரும் டார்கெட்ஸ் எப்படி வரும் ஸ்டாப்லாஸ் எப்படி வரும்னு ஒரு ஃபுல் டீட்டெயில் காட்டுவோம் ஸோ ஜூன் டென்த் மட்டும் ரெக்கார்ட் பண்ண முடியலை ஃப்ரைடே மார்க்கெட் மட்டும் ஸோ அது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி என்ன நடந்துச்சுன்றதை ஷோ பண்ணுறோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத அதுக்காண்டி இந்த வீடியோ அப்லோட் பண்றோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பான இதை நைன் பிஃப்டீன் ஏஎம் கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் பைக்காலில் இருந்துச்சு ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல டவுன்சைட் பிரேக் அவுட் அந்த டவுன்சைட் பிரேக் அவுட்ன்றதுனால இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு செல் கால் கொடுத்துச்சு அதனால் கேண்டில்னுடைய கலரை ரெட் கலரில் மாற்றிட்டு அந்த ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் கேண்டில் இருந்து செல் அட் தேர்ட்டி ஃபோர் செவன் செவன்ட்டி த்ரீ இதுதான் என்ட்ரி பாயிண்ட் கூட லைனாக நமக்கு சொன்னிச்சு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு டவு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா டவுன் சைடு வந்தாலும் மார்க்கெட் வந்து மறுபடியும் ரெக்கவரி கொடுத்துச்சு கொடுத்த ரெக்கவரியில் ஃபஸ்ட்டு ஒரு செவன் மினிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் அந்த டவுனில் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு டுவெல்த்து மினிட்ல ஃபர்ஸ்ட்டாக இருக்கட்ட பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட் டாரெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒரு எயிட்டி செவன் பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் செட் இறங்கிச்சு அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் டவுன் அந்த டவுனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 34600 ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சு வந்துச்சு மார்க்கெட் அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சிலேயே தான் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் ஜூன் டென்த் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒரு செல்கால் ஜெனரேட் ஆகி உங்களுக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்துச்சு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் டக்குன்னு இப்போ ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும் நிறைய பேர் ட்ரேட் பண்ண நினைப்பீங்க செல்லிங் கூட நினைப்பீங்க பட் என்ட்ரி எங்கே எடுக்கலான்ற சந்தேகம் இருக்கும் இல்லை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போ திடீர்னு பார்க்கல நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி சமயங்களில் இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஹெல்ப் பண்ணணும் டக்குன்னு பார்க்கும்போது ஓகே ரெட் கலரில் கேண்டல் போய்ட்டு இருக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது பேங்க் நிஃப்டி அப்படின்ற ஒரு ஐடியா குறலாம் அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரேட் பண்ணலாம் நமக்கு என்ட்ரி எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க இதில் வர என்ட்ரி பாயிண்ட்டாக பயன்படுத்திக்கலாம் இதில் வர டார்கெட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆர்ட்லே வெளியே வரதுனாலும் வெளியே வர முடியும் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி இதுக்குரிய ஸ்டாப்லாஸ் லைனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இது உங்களுக்கு வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ